பேங்க நிஃப்டி ஃப்யூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கு டே பார்த்திங்கன்னா ஜூலை 6 டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நைன் ஃபிஃப்டி நேம் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரியஸ் டே பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்போ நமக்கு ஒரு செல் கால் ஜெனரெட் ஆயிருக்கு தேர்ட்டி வந்த செல் கால் நல்லா டவுன் இறங்குச்சி நம்ம நேற்று த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் ஷோ பண்ணோம் அதுக்கடுத்து இன்றைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கே நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட் நல்ல அப்பசைட் மூவமெண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிரேக் அவுட் ஸோ அதில் நமக்கு இப்போ ஆயிருக்கு பை அட் தேர்ட்டி ஃபோர் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்டில் எண்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடாக இருந்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் எவ்விடே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சாட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அதாவது இந்த கேண்டில்ஸ்னுடைய ப்ரேக்வுட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அந்த பிரேக் நடக்கும்போது கால்ஸ் வந்து ஆட்டோமெட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டுந்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனான ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே பார்த்திங்கன்னா பைக் கால் வந்துரேட் ஆயிருக்கு அதனால் கிரீன் கலர் கேண்டல் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு நமக்கு இதில் ஃபஸ்ட்டாக தேர்ட்டி 341.29 சோ ஒரு சேஃப்ட் டைட் பண்ணுறவங்க இந்த பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆகிக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறவங்க டூ வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் பிரேக் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு டூ மார்க்கெட் ரைஸ் ஆச்சு பட் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரடாக ப்ரேக் பண்ண முடியல மார்க்கெட் டவுன் வந்துட்டு அடுத்து ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் வந்து கொடுத்து ஒன் தேர்ட்டி மாதிரி ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடச்ச பக்கால் ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரேக் அவுட் பண்ணிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கு அப்புறம புல்லிஷ் மொமெண்ட்டம்னா மார்க்கெட் ஆக்சுவலி ஏறிட்டே தான் இருந்துச்சு உங்களுக்கு அந்த சார்ட் வேணும் அதாவது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்தா டக்குன்னு இதை பார்த்து நீங்க ட்ரேடிங் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெண்ட் மாறி பார்க்கணும் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த சார்ட்டை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் அதை நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்ட்ராடஜை வச்சும் இதுக்கு ஒத்து போதான்னு பார்த்து அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்ல ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீடெயில் அனுப்புறோம் புடிச்சிருந்தா நீங்க சபஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ